வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சாட் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் Calls, எப்படி வருது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பைரி Day, Weekly Option எக்ஸ்பைரி Day, February 9 ஸோ இந்த டயத்தில் நம்ம ஒரு க்ளோசிங் டைமில் எப்படி Calls இருக்குற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் மார்க்கெட்லையும் நிறைய பேர் வந்து எக்ஸ்பைரி டைமில் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறீங்க ஸோ க்ளோசிங் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க கிளையன்ட்ஸும் ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே வந்துச்சு அந்த மூவ்மெண்ட்டில் நமக்கு ஒரு பை கால் கொடுக்குது இது ஆட்டோமெட்டிக் process தான் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும் உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துரும் அந்த ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கலரும் இருக்கும் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபோ ட்ரென் அப்படின்றனால green color அடுத்து என்ட்ரி பாயிண்ட் அந்த ஸ்ட்ரெய்ட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்கலாம் என்ட்ரி பாயிண்ட் லைன் மேலே ரெண்டு டார்கெட் கீழே ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் ஃபைவ் டுவெண்டி உங்களுக்கு என்ன்றி பாயிண்ட் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டார்கட் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரெட் பாயிண்ட்டுக்கு இது டெய்லி அதுவே மார்க்கெட் எந்த சைடு போகுதோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸாக நமக்கு கொடுத்துரும் அதை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் மட்டும் போடணும் இது ஃபியூச்சர் சார்ட் தான் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை எடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீக்லி ஆப்ஷன் கூட எடுக்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நாங்கள் அடுத்த ஆப்ஷன் கூட ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் சார்ட் பார்த்தா இன்னும் பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும் தான் இப்போதைக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ஒரு பைக் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு பை கால் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகுது இதில நமக்கு ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் நல்ல மொமெண்டம் அதுல நமக்கு அப்படியே மார்க்கெட் மேலே வந்து ஃபஸ்ட்டாக ரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அடுத்த மணி ஆப்ஷன் பார்க்குறோம் இன்றைக்கி எக்ஸ்பரி ஆக போது ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அதான் நமக்கு ஆக்சுவலி கால் வரையில் பாருங்கள் ட்ரேடிங் வந்து போயிருக்கு நாற்பத்தஞ்சில் அது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே கேண்டில் தான் டூ கேண்டில்ஸில் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து மேலே ஹண்ட்ரட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு நமக்கு ஆக்சுவலி அடுத்த மணியில் ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் கிட்டக்க கிடச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் எக்ஸ்பைரி ஆக போகிற முடிய போகிற ஒரு சார்ட்லேயே நமக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு அதுக்கு காரணம் அந்த டைமில் நல்ல ஸ்பீடாக போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதும் ஒரு ரீசன் தான் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹே இன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்